நீங்கள் முதல்ல கெயின்மா ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்ட்ராப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அஸ்பக் ரேஷியோவில் ஒன்னிஸ்ட் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பாருங்கள் இமேஜ் இருக்கும் அதில் போயிட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷனுக்கும் அதனையும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் எப்படி காட்டுறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் அது கீழே பாருங்கள் ஆர்வமாக இருக்கா அதை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கலாம் ஓகேங்களா நான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எண்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் ரொகாதனி கொடுக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமாக்கின்னு ரூபாதினி செலக்ட் பண்ணு செல பண்ணிட்டு இருக்கும் என்ன பண்ண போறோம் பிடிச்சீங்க போயிட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வலது சைடு பார்த்தீங்கன்னா முதல்ல கத்திரி ரெண்டாவது பாக்ஸ் மூணாவது இருக்குது அது நம்மளுக்கு கிராப்பிங் ஆப்ஷன் நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நீங்களும் அந்தளவுக்கு இது கட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகேங்களா கட் பண்ணிக்கிட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குறேன் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகைன் நான் அந்த ஃபோட்டோமில்ல கிளிக் பண்ணிட்டு நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன் ஓகேங்களா ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இடது பக்கத்தில் பாருங்கள் த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு சென்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா சென்டு பேக் கொடுத்தா போடு சென்ட்டு பேக் கொடுத்துங்க சென்டு பேக் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த ஃபோட்டோ கரெக்டாக நீங்கள் இப்படி செட் பண்ணி வைங்க சரி நீங்கள் இதை உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது நம்மளுக்கு ஒயிட் கலரில் வேணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் அந்த டெம்லேட்னு ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வளசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரோமாக்கீன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ரெண்டு கீ இருக்கு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஒயிட் கலர் நீங்கள் கொண்டு ஓகேங்களா நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஒயிட் கலர் நம்ம கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தான் பார்க்கறதுக்கு சம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் உண்டு அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆறு மாதிரி இருக்கா டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எது செட் ஆகுமோ அது நீங்கள் கொடுத்துக்கிட்டு கீழே பாருங்கள் சேவஸ் வீடியோனு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகேங்களா இப்போ சேவ் பண்ண பிறகு பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்த பிறகு இப்போ இந்த இரண்டே டெலிட் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேலே ஒரு கடைசி ரெண்டையும் நீங்கள் டெலிட் பண்ணி விடுங்க டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தால் அது இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கெய்ட் அப்படிங்கிற நேம்ல சேவ் ஆகி அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேட் மாஸ்டரில் போய்ட்டு அது நீங்கள் ஓகேங்களா அது எடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதுமாரி ஒரு தூரம் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வர ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கிராப்பிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு நான் எந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள் அந்த ஒயிட் இருக்குது அந்த ஒயிட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்க்கறதுக்கு செம்ம இருக்கும் ஓகேங்களா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம் ஓகேங்களா அந்த அளவுக்கு நீ கொண்டு நான் இந்த அளவுக்கு கட் பண்ணுறேன் அந்த அளவுக்கு நீங்களும் கட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்தளவுக்கு வச்சுக்கிட்டு கட் பண்ணிவிடுங்க ஓகே கட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எளவுக்கு தேவை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இதில் செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு இப்போ சென்டரில் வைங்க சென்ட்ரில் வச்ச பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இதில் நம்ம ஒரு டெஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகே அது எடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வளசில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் கிராப்பிங் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலருக்கு அது ரிமூவ் ஆகிற அளவுக்கு நீங்கள் இது கட் பண்ணி போட்டுங்க ஓகேங்களா அந்தளவுக்கு ஒயிட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா இந்தளவுக்கு கட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அகைன் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இது இந்த இடத்து அந்த ஓரம் நீங்கள் கொண்டு ஓகேங்களா அந்த ஓரம் சைடு நீங்கள் கொண்டு இந்த சைடில் நீங்கள் கொண்டு வந்துட்டு இது லைட்டு அப்படி ஜூம் பண்ணுங்கள் ஓகேங்களா இது லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் இதை லைட்டை அப்படி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சிங்க ஓகேங்களா அந்த இடத்துல வச்சு செட் பண்ணி வைங்க அதான் பார்க்குறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இடத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க ஓகேங்களா டூப்ளிகேட் எடுத்த பிறகு இதை அப்படியே நகர்த்தி இந்த சைடு செட் பண்ணி ஓகேங்களா அந்த சைடு செட் பண்ணி இப்படி வைங்க ஓகேங்களா செட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனோட லிங் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணு யூஸ் பண்ணுங்க அதுக்கு லேயரில் போயிவிட்டு மீடியா போயிவிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கங்க ஓகே இதை எடுத்த பிறகு அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணிட்டு இது மேலே இந்த இடத்துல செட் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எப்படி செட் பண்ணி வைங்க செட் பண்ணி உங்களுக்கு பார்க்கறதுக்கு சமை சூப்பராகும் செட் பண்ணிட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுவரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கப்படியே இதையும் ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு டிக் ஆப்ஷன் கொடுங்க டிக் ஆப்ஷன் கொடுத்தா மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கை இமேஜ் ஒன்று ஆட் பண்ண அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் கீழே அப்படியே கொண்டு வாங்க இந்த சென்டரில் செட் பண்ணி வைங்க செட் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா இது கொஞ்சம் இறக்குவாங்க ஓகேங்களா இறக்க வச்சுட்டு இப்போ மேலே இப்போ நீங்கள் வலது செய்யல பார்த்திங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னா இப்போ நீங்கள் வலது செய்ய பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட்டு கத்திரி ரெண்டாவது பாக்ஸ் மூணாவது கிராப்பிங் இருக்கா அதை கிராப்பிங் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்கை எனபிள் பண்ணிட்டு ஃபர்தர் கொஞ்சம் கொடுத்து ஓகேங்களா ஒரு டென் அளவுக்கு நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுமாரி ஒரு கிளிக் பண்ணிட்டு வீடியோ எந்ததுக்கு இதே அப்படி ட்ராக் பண்ணி விட்டுவிடுங்க ட்ராக் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு ஓகேங்களா ஸ்டார்டிங் இமேஜ் ஒன்று போகிறோம் ஆகும் ஓகேங்களா இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு வீடியோ எண்டுதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோவில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இந்த த்ரீ டா இடத்து பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க ஓகேங்களா டூப்ளிகேட் எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுங்க ஓகேங்களா இந்த இடத்துல இப்படி செட் பண்ணி வைங்க செட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல எப்படி செட் பண்ணி வைக்கீங்களா செட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸ் வந்துருக்கீங்களா டிகாப்ஸும் கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஃபைனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க ஆனால் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண முடியலை இதில் நம்மளுக்கு ஒயிட் கலர் இருக்கிறதுனால லிரிக்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஷேடோவும் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு லேயரில் போயிட்டு கீழே பாருங்கள் ஹேண்ட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் இதில் ப்ரஷ்ஷு இருக்குது அது நீங்கள் ப்ரெஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டு அது கீழே இதில் ஒயிட் கலர் நீங்கள் இதில் வந்து நீங்கள் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிங்க செலக்ட ஷூ பண்ணிக்கிட்டு இப்போ மேலே அப்படி லைட்டாக இப்படி நான் எந்த அளவுக்கு செட் பண்ணுறேன் அந்தளவுக்கு நீ இப்படி செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க டிக் ஆப்ஸன் கொடுத்த பிறகு அந்த ஹேண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டு ட்ராக் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துங்க டிக் ஆப்ஸன் கொடுத்த பிறகு இப்போ வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நம்ம லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு லிரிக்ஸ் எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் lyrics add பண்ணிக்கிட்டு ஓகேங்களா ஆட் பண்ண பிறகு நான் வளசிற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பிளண்டிங் இருக்கும் அதை செலெக்ட் பண்ணிட்டு அதில் எனக்கு ஸ்க்ரீன் கொடுக்குறேன் ஸ்க்ரீன் கொடுத்த பிறகு நான் கொடுத்து ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு லைட்டாக இது மூவ் பண்ணுறேன் இதில் மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு ஆட் ஆகுதுனால கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்குங்க அதுக்கு நீங்கள் அதேமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கத்திரி கத்திரி ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு லெஃப்ட்ருக்கும் அது கொடுத்துட்டு அப்புறம் லாங் ப்ரஸ் பண்ணி நீங்கள் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டோம் ஓகேங்களா மூவ் பண்ணி கொண்டு வந்த பிறகு இப்போ நீங்கள் அதுமேல ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதில் ஸ்க்ரோல் பண்ணுறது கிராப்பின் இருக்கும் கிராப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணுங்க ஓகேங்களா கட் பண்ணி வச்சிங்கன்னா செம சூப்படும் போயிட்டு போயிட்டு எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு ஓகேங்களா அது எடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுமாரி ஒருத்தர் கிளிக் வளர் செய்கிற பார்த்தீங்கன்னா பாக்ஸுமா இருக்கும் அது நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு ஓகேங்களா மேடம் டிகாப்ஸ் கொடுத்துங்க அகைன் நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே வளர ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கு அது கொடுத்துட்டு நீங்கள் டிகாப்ஸ் கொடுத்து ஓகேங்களா டிகாப்ஸ் கொடுத்த பிறகு இது வீடியோ எடுத்துக்கே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் ஒட் பிளாக் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் மலைசில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ப்ளண்டிங் இருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த கிளாக் மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு ஏறு மாதிரி இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே செட் பண்ணிவிங்க சென்டரில் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தான் பார்க்குறதுக்கு செம்மை சூப்பராகும் ஓகேங்களா சென்டரில் செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துருங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சமையா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு லவ் கபிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்க போகிறோம் அதுக்கு நீங்க மேலே பாருங்க, ஆறு இருக்கு, இருக்குது அதை டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்து இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்க செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவஸ் வீடியோன் இருக்கும் அதை நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னு எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் ஓகே பாய்